வணக்கம் கலைச்சலி பேசுறேன் செல்வ செழிப்பு ஏற்படும் ஒரு மங்களகரமான ஒரு பொருள் தான் வந்து உருளிங்க அந்த உருளையை பயன்படுத்தலாம் வீட்டில் வச்சு அப்படின்றத உருளி எந்த உலோகத்துல வாங்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் நோட் பண்ணிக்கோங்க தங்கம் வெள்ளி செம்பு பித்தளை பஞ்சலோகம் அடுத்தது மண்பாண்டத்தில் வாங்கி வைக்கலாம் ரொம்ப சிறப்பு கண்ணாடி பாத்திரம் இந்த மாதிரி நீங்க உலோகத்துல நீங்க வாங்கி வைக்கலாம் எது பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா இரும்புல வாங்கக்கூடாது அடுத்தது சில்வரில் நீங்க வைக்கக்கூடாது அடுத்து பாத்தீங்கன்னா அல்பனியத்துல வைக்கக்கூடாது இந்த மூணு பாத்திரத்துலையும் நீங்க தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் இப்ப அந்த உருளையில என்னெல்லாம் பயன்படுத்தி நம்ம உருளையை மங்களகரமா வைக்கலாம் அப்படின்றத அந்த பொருட்கள் இப்ப சொல்ல போறேன் நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு உருள எடுத்துக்கிட்டு அதுல ஃபுல்லா தண்ணி நீங்க நிரப்பி அதுக்குள்ள மஞ்சள் தூள் சிறிதளவு மஞ்சள் தூள் போட்டு லவங்கம் போட்டு பச்சை கல்பூரம் அடுத்தது வெட்டி பச்சை கல்பூரம் வெட்டி வேறு உங்களுக்கு ஜவ்வாது உள்ள பொருட்கள் அதுக்கப்புறம் தான் நீங்க மலர்களை வைக்கணும் அதுல சிறப்பான மலர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாமரை மலர்னு சொல்லலாம் எடுத்த உடனே நான் சொல்றக்கூடிய இது வந்து தாமரை மலர் போட்டீங்கன்னா ரொம்ப விசேஷமானது அடுத்தது வந்து வாசனை திரவங்கள் திரவங்கள் போட்டுட்டு திரவங்கள் போட்டுட்டு அடுத்தது வாசனை உள்ள பூக்கள் என்ன ரோஜா பூக்கள் யூஸ் பண்ணலாம் சாமந்திப்பூ ரோஜாப்பூ சாமந்திப்பூ தாமரைப்பூ அதுக்கப்புறம் உங்ககிட்ட என்னென்ன பூக்கள் வாசனை திரிவியங்களை பூக்கள் வந்து என்னென்ன இருக்கோ அது எல்லாமே நீங்க உபயோகப்படுத்தலாம் அது நன்மை கொடுக்கும் அது எங்க வீட்டு ஊர்லயே இப்ப நீங்க பாக்க போறீங்க வாங்க பாக்கலாம்